வணக்கம் உங்க அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் இரண்டு பாதங்கள் ஒன்று இரண்டு பாதங்கள் வந்து மகர வீட்லயும் மூன்று நான்கு பாதங்கள் வந்து கும்ப வீட்லயும் விழுதுங்க அந்த மகரத்துக்கு கும்பத்துக்கு வீட்டுக்கு உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் கோபம் அதிகமா வரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நேர்மையா நாணய மதம் பேசுவீங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டா நீங்க இருப்பீங்க மத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய குணங்கள் அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரக்காரங்கள வந்து புதன் பிறந்த நட்சத்திரத்துல தான் அவங்க பிறந்திருக்காங்க அதாவது இவங்களுடைய லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் வந்து அவிட்டத்துல விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய கேரியர் செட்டில்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா நல்லா செட்டில் ஆயிடுவீங்க புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் நல்ல நாலஜபிள் பர்சனா இருப்பீங்க ஓரளவுக்கு உங்க ஃபீல்டுல வந்து ரொம்ப திறமசாலியா இருப்பீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அவிட்டு நட்சத்திரக்காரங்க அந்த அளவுக்கு திறமசாலி அவங்க அவங்க மிஞ்சத்துக்கு ஆலை இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சொல்லலாம் நம்ம நல்லா வாழ்க்கையில நிறைய அடிப்பட்டுட்டு வந்ததுனால அவங்க வாழ்க்கையின் பாதை வந்து எப்படி போகும் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத அவங்க கடந்து வந்த பாதையை வந்து பார்க்கக்கூடிய வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஏன்னா சிறு வயசுல கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிறைய விஷயத்தேஸ் பண்ணிருப்பாங்க பிறக்கும் போது செவ்வாய் திசையிலதான் பிறக்குறாங்க அவங்க ஏழு வருடம் வந்து செவ்வாய் திசை அவங்க கடக்கும் போது அதே மாதிரி புதன் பிறந்த நட்சத்திரம் சொல்லிட்டு இவங்க முன்ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்கு முடியாதவங்க இல்லாதவங்க இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருப்பாங்க முதல்ல ஹெல்ப் பண்றது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்கள தான் இருப்பாங்க நிறைய உதவிகளும் செய்வாங்க சிக்கனவாதி தான் ஆனா உதவிகளும் செய்வீங்க அதே மாதிரி செவ்வாய் திசை வந்து ஏழு வருடங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு திசை கடினமான திசை உங்களுக்கு பிரச்சனைக்குண்டானிசை படிக்கிறது மந்தம் பிரச்சனைகள் ஏழு வயசுக்கு அப்புறம் அதிகமா படிக்க மாட்டீங்க அதாவது நான் ஒன்றாம் பாதத்துக்கு தான் சொல்றேன் இரண்டு மூன்று நான்காம் பாதத்துக்கு எல்லாம் செவ்வாய் திசை வந்து அதோட ஏழு வருஷம்ன்றது குறைவா கூட இருக்கலாம் உங்களுக்கு ஒன்றாம் பாதத்தை வச்சுதான் நான் கணக்கு போட்டு சொல்லிட்டு ராகு திசை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷங்க அந்த பதினெட்டு வருஷம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி ராகு பகவான் சூப்பரா இருக்கணும் அதே மாதிரி நல்ல நட்சத்திரத்துல உட்கார்ந்து தானா நல்லா படிப்பீங்க இல்லைன்னா படிப்புல மந்தம் ஸ்கூல்ல பிரச்சனை ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் உங்க பேரன்ட்ஸ கூப்பிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் வீட்டுல சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் மன குழப்பங்கள் எல்லாமே சிறு வயசுலயே நீங்க பாத்துக்க கூடிய ஆட்கள் தான் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பின்னாடி எதிர்காலம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களுக்கு ஆனா ஆரம்ப காலகட்டம் எல்லாமே வந்து தோல்வி கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சந்திச்ச ஆட்கள்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களதான் இருப்பீங்க புத்திசாலித்தனம் அதிகம்தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் வாழ்க்கையை கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கடினமா தான் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுகள்ங்க அதாவது ஏழு வருடமும் ஆண்டுகளும் சேர்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வருஷம் வரலாம் உங்களுக்கு படாத படப்பட்டிருப்பீங்க கேரியர் செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் குருதசை வருது பதினாறு வருஷம் அட்டகாசமா இருக்கும் நல்ல லைஃப்ல செட்டில் ஆகிறது நல்ல ஒரு மனைவியோ கணவனோ அமைகிறது லைஃப்ல வந்து உச்சகட்டத்துக்கு போறது அடுத்தடுத்த பிளான் பண்றது அதே மாதிரி உங்களுடைய கேரியர் பிளானிங் அதாவது தொழில் முன்னேற்றங்கள் தொழில்ல சாதிக்கிறது இந்த விஷயம் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது கிடைச்சி அடுத்த போகக்கூடிய காலகட்டம்னா அந்த குருதசிரதை ஏற்படும் ஸ்பிரிச்சுவல் டிராவல் ஸ்பிரிச்சுவல் ஆனா கோயிலுக்கு போகக்கூடிய விஷயங்கள் நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக டிராவல் ஆன்மீக விஷயம் நிறைய கத்துக்கிறது மெடிடேஷன் கத்துக்கிறது நிறைய விஷயம் சம்பந்தப்பட்டு கத்துக்கிறது அட்டகாசமா இருக்கு கடந்து போகும்போது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே கிடைச்சிருங்க அதாவது உங்களுக்கு திருமணம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஜப் செட்டில்மெ ஆகாதவங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி திசை உங்களோட லக்னத்துக்கு சனி சுபரா இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு கர்ணநாதன் அவரா இருந்து யோகக்காரர் சனி பகவானா இருந்தாருன்னா அட்டகாசமா இருக்கும் அந்த சனி திசை கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் உங்களுக்கு சனி திசை அது கிட்டத்தட்ட அப்புறம் வருஷத்துக்கு சனி திசை அப்ப உங்களுடைய கருணாதிபதியா இருந்தாங்கன்னா இன்னும் அட்டகாசமா இருக்கும் விஷயங்கள் நிறைய பேருக்கு நீங்க செய்யக்கூடிய காலகட்டமா அமையும் நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல சில உங்க பேரண்ட்ஸோ உள்ள கிராண்ட்மா கிராண்ட் இருப்பாங்க அவங்களுடைய இறப்பு செய்திகளும் நீங்க கேட்குற மாதிரி வரும் சனி திசையில அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக கூட அமையும் ஒரு மனசங்கடங்கள் மனக்குழப்பங்களும் அமையும் உங்களுக்கு அதே மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் அடுத்தடுத்த லெவல் டெவலப்மெண்ட் ஆகிறது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஒரு உலக அனுபவம்னு சொல்லுவோம் அந்த அனுபவத்தை கத்துக்கக்கூடிய காலகட்டமே அந்த பத்தொன்பது வருஷம் உங்க ரிலேஷன்னா யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு உங்க நண்பர்கள்னா எப்படிப்பட்டமு அப்படின்ற தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த சனி திசை உங்களுக்கு அமையும் பத்தொன்பது வருஷங்க ரொம்ப நல்லா இருக்கும் கிளாஸா இருக்கும் ஆனா சில மனக்கசப்பு காலகட்டம் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலதான் வருது கிட்டத்தட்ட அறுபது அறுபது நாற்பத்தி ஒரு வயசு கிட்டத்தட்ட அறுபது வயது அறுபது வயசு தோடும் போது உங்களுக்கு புதன் திசை வந்துருது பதினேழு வருஷம் புதன் திசை புதன் திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பிறந்த நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம் அப்ப புதன் திசை அட்டகாசமா தான் இருக்கும் கண்டிப்பா அதுக்குண்டான ரிலேட்டடா உங்களுக்கு உலக நாடுக்கு அதர் கண்டிக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அதனால அந்த எண்ணம் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா புதன் திசைன்னு சொல்லுவாங்க அந்த புதன் திசை வந்து உங்களுக்கு அட்டகாசமான காலம் சொல்லலாம் அது கடைசி காலகட்டம் தான் அது கடைசி காலகட்டம் தான் அறுபது வயது ஆயிடுது அறுபது வயதுக்கு அதுக்கப்புறம் தான் பதினேழு வருஷம் நான் சொல்லிருக்கேன் அந்த பதினேழு வருஷமும் அட்டகாசமா இருக்கும் ஒரு மன அமைதியா இருக்கும் அதனால இதுக்கு மேல என்ன லைஃப் செட்டில்மெண்ட் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு நம்மளும் நீட்டா இருக்கும் இறைவனடி போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் தியானம் பண்றது எல்லா விஷயம் கத்துப்பீங்க அந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்களை புதுசு புதுசா ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேரோட அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி சுற்றுலா செல்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் நிச்சயமா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்